நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் உங்களுக்கு ஒரு அருமையான வியாபார வாய்ப்பு தந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் வெறும் ரூபாய் ஆறாயிரத்தி செலவில் மளிகை பொருட்கள் இருபத்தைந்து கிலோ மற்றும் நாற்பத்தை பொருட்களோடு ஒருமுறை வாங்கும் பொழுது அறுபதாயிரம் வரை வருமானம் பெற முடியும் முதல் தரமான பொருட்கள் இருப்பதனால் இதுவரை தொண்ணூறாயிரம் வாடிக்கையாளர்கள் வார வாரம் நல்ல வருமானம் பெற்று வருகின்றனர் நான் நல்ல வருமானம் பெற்று வருகிறேன் உங்களுக்கும் வேண்டுமா உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள்